அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்க வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ சித்திரை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரம் கன்னி வீட்லையும் இருக்குது துலாம் வீட்லையும் இருக்குது கன்னி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு பாதங்கள் கன்னி வீட்லேயும் துலாமில் வந்து மூன்று நான்கு பாதங்களும் அங்க இருக்குங்க இப்ப சித்திரை நட்சத்திரத்துக்கு மரபணுப்படி பாத்தீங்கன்னா சுக்கரனோட கருமா வாங்கிருக்கு அப்ப சுக்கரனோட கர்மா இவங்களுடைய வாழ்க்கை வந்து முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையின் முறை வந்து ரகசியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க மிக போல்டா இருப்பாங்க கன்னிராசியில இருக்கிறவங்க அது கன்னிராசியில சித்திர நட்சத்திரத்துல வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுனாலும் பேஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப போல்டு பர்சனாக இருப்பாங்க தெளிவான ஒரு பேச்சுக்கள் இருக்கும் பேச்சாற்றல் பேச்சு திறமைகள் கம்பீரமான தோற்றம் இது எல்லாமே அவங்களுக்கு இயல்பாக இருக்குங்க கண்ணீராசியும் சரி துலாம் ராசி ரெண்டுக்குமே நான் பொதுவாக சொல்லிட்டுருக்கேன் சித்திர நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டாவே இந்த குணாதேசங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கும் எதுனாலும் பேச்சு திறமை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் போல்டாக பேசுவாங்க எந்த செயல்னாலும் கரெக்டாக செய்வாங்க அவங்களுக்கு தப்பாக பேசுனாவோ இல்லை தவறாக நடந்துக்கிட்டாவோ அவங்களுக்கு பிடிக்காது ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பாங்க அதே மாதிரி எங்கே வளர்ந்து கொடுக்கணுமோ அங்கே வளைஞ்சு கொடுத்து கரெக்டானபடி அவங்க ரூட் கரெக்டாக போய்ட்டுருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு அதிகமாக ஆணா இருந்தால் பெண்கள் மூலிமா வந்து பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படும் பெண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாக பிரச்சனை ஏற்படும் அதாவது நண்பர்களாக இருக்கலாம் இல்லை மாமியாராக இருக்கலாம் இல்லை நாத்தனாராக இருக்கலாம் அதனால் பெண்கள் மூலியமாகவே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் பார்த்து தான் செயல்படணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதில் இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர் அதாவது எல்லாரையும் நான் சொல்லலை சில பேர் சில பேர் பியூட்டிஷியனில் இருப்பாங்க சுக்கரன் கர்மா வாங்கினால அந்த அழகு சாதன பொருட்கள் அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸு அதுக்கப்புறம் சில்வர் பண்ணுறது ரோல் கோல்டு பண்ணுறது இதுக்கெல்லாம் இந்த ஃபீல்டெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சினி ஃபீல்டில் ட்ரை பண்ணுறவங்களும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அது எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இவங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா திசையில தான் இவங்க பிறக்குறாங்க முதல் ஏழு வருடம் நான் சொல்றது சித்திரை நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் செவ்வாய் திசை வந்து ஏழு வருடம் வந்து இவங்க சிறு வயசுலேயே வந்துருதுங்க பிறக்கும் போதே வந்து செவ்வாயிசில பிறக்குறாங்க அதுக்கப்புறம் ஏழு வயது முடிஞ்சு எட்டாவது வயதுல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராகு திசை ஆரம்பிக்குது பதினெட்டு வருஷம் இவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸோட தான் படிப்பாங்க வீட்டில் ஒரு கஷ்டகாலமாக இருக்கும் இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இவங்க படிப்பாங்க அதனால் படிப்பில் வந்து பெரிய ஒரு சாதனை நாளாக வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மி தான் ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்க படிப்பாங்க அதாவது ராகுதசை முடிஞ்சவாட்டி தான் இவங்க எதாவது சாதிக்கணும் வேறு எதாவது அடிஷ்னலாக படிக்கணும் அப்படின்னா அந்த இருபத்தி மூணு வயசுக்கு மேலே தான் இவங்க ஸ்டெப்பு எடுப்பாங்க அது வரைக்கும் இவங்க மந்தத்தன்மையோடு இருப்பாங்க கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அதாவது வீட்டு சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கும் இல்லை வெளியே வந்து டீச்சர்ஸ்க்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அந்த ராகுதை வந்து ரொம்ப கடினமாக இவங்க படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வருவாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸோடு தான் இவங்க வெளியே வருவாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு வயது ஆகிடுதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை வருது குரு தசை இவங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு தசை இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் குரு வந்து இவங்களுடைய உங்களுடைய லக்கணத்துக்கு கரெக்டாக இருந்தார் அப்படின்னா சுக்கரனும் குருவும் நல்லா இருந்தார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொடி கட்டி பறக்கலாம் சுக்கரன் வந்து உச்சம் அடைஞ்சிருந்தாலோ இல்லை ஆட்சி பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக சினி ஃபீல்டுக்கு வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது உங்கள் லக்னத்துக்கு அது பாதகாதிபதியாக இல்லாமல் இருக்கணும் அதை பார்த்துக்கணும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த குரு தசையில் பதினாறு வருஷங்க இருபத்தஞ்சி வயசுலேருந்து சொல்கிறேன் பதினாறு வருஷம் வந்து குரு குரு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்காருனே சொல்லாங்க ஆனால் உங்களுடைய வீட்டுக்கு கன்னி வீட்டுக்கு பாதகாதிபதியாக வராரு இருந்தாலும் குரு எங்கே இருக்காரு என்ன சாரம் வாங்கியிருக்காருன்றதையும் நம்ம பார்க்கணும் அந்த பதினாறு வருடம் பார்த்தீங்கன்னா இவங்களோடைய வாழ்க்கை சில பேருக்கு நல்லபடியாக அமையும் சில பேருக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கும் அது பிரச்சனைக்குண்டான விஷயங்கள் தான் இருக்கும் இப்போ காலையில் கணவர் போறாருன்னா நைட்டு தான் மீட் பண்ணுறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை டெய்லியுமே நீங்கள் ஒரே ஒர்க்கில் இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லோ நீங்கள் சேர்ந்து தான் இருக்கீங்க அப்படின்னா நிறைய தகராறு வரும் பிரச்சனைகள் வரும் ஏன் இதில் இந்த வாழ்க்கையை நான் வாழணுமா அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த குரு தசையாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சி வயசுலேருந்து பதினாறு வருஷம் குருதசைங்க அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி ஏழுக்குடியை களத்திரஸ்தானாதிபதி அவரு தான் கண்ணி வீடு இருந்தது நான் இப்போ கன்னி வீட்டுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சித்திரை ஒன்றாம் பாதத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குரு தசை பதினாறு வருஷங்க அந்த பதினாறு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி வயது வந்துடுது இந்த நாற்பத்தி ஒரு வயதுக்குள்ளேயே முடிஞ்சளவுக்கு எல்லாரும் போராடி செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிறையாவே இருக்குது ஏன்னா குரு திசை உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து சனி திசை நாற்பது வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் சித்திர நட்சத்திரக்காரங்க எதனால பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் சனி திசை வந்துடுது சனி திசையில் சனி புத்தி சுய புத்தி வரும்போது அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை யாரோ ஒருத்தர் பிரச்சனை போயிருப்பாங்க இவங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க அதில் போய் இவங்க மாட்டிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருக்குது இவங்க தப்பே பண்ணாமையும் இவங்க தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எதர்ச்சியாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி சனி திசையில் வந்து இவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது பிரச்சனைக்கு உண்டாடுறது சொந்தக்காரங்களாக ஒதுக்கி வைக்கிறது இவங்களை சொந்தமே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம் இந்த சனி திசையில் தாங்க நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே தான் நடக்கும் பத்தொம்போது வருஷங்க சனி திசை அந்த முதல் மூன்று வருஷம் மட்டும் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு மேன்மையை தான் கொடுக்கும் சனி பகவான் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய திதி யோகம் கரணம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் கருணாதிபதியே சனி பகவானாக இருந்தார்னா உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு சனி திசையில் அந்த யோகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் ஜென்ரலாக நான் சொல்லிட்டுருக்கேன் சனி சனி புத்தியில் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் உடல்நிலை பாதிக்கும் சண்ட சச்சரிவு ஏற்படும் குடும்பத்துல அது குடும்பமே எல்லாம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த நாற்பது வயதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருஷங்க அறுபது வயது ஆயிடுது அறுபது வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புதன் திசை உங்களுக்கு வரக்கூடிய திசைகள் எல்லாமே பெரிய பெரிய திசை உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசைதான் மட்டும்தான் ஏழு வருடம் மீது எல்லாமே பெரிய பெரிய திசைகளாக தான் நீங்க பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அறுபது வயசுக்கு பாத்தீங்கன்னா புதன் திசை புதன் திசை அட்டகாசமா இருக்குங்க அது கவலையப்பட தேவையில்ல சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா புதனுடைய வீடு உச்சம் பெறுற வீடே வந்து கன்னி வீட்டில் தான் அதுவும் புதன் வந்து உங்களுக்கு நல்ல நிலமையில் உங்கள் ஜாதத்தில் இருந்தார் நல்ல சாரம் வாங்கியிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமான காலம் பொற்காலன்னு சொல்லலாம் அந்த அறுபது வயசுக்கு மேலே என்னங்க பொற்காலம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது சில பேர் டேலண்டடாக அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வயசு வந்து முக்கியம் கிடையாது அவங்களோட டேலண்ட் வந்து அந்த டைமில் தான் வெளிப்பட்டு அவங்க ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ கூட நிறையா ஜி தமிழ்லேருந்து நிறையா மீடியா எடுத்துக்கோங்க வயசானவங்க வந்து கலக்கிட்ருக்காங்க அதனால் ஏஜ் வந்து ஒரு விஷயமா கிடையாது ஆனால் அந்த அறுபது வயதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதந்தசை வருது பதினேழு வருடங்க கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழு வ அந்த எழுவத்தேழு வயதுக்குள்ளேயே இவங்க என்னெல்லாம் சாதிக்கணும் என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும்னு நினச்சோமோ எல்லாமே சாதிப்பீங்க பார்ப்பீங்க அப்ராட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய சாதிக்கக்கூடிய திறமையெல்லாம் அந்த கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சாதிப்பீங்க ஒரு நல்ல டேலண்டான பர்சன் தான் நீங்கள் இருந்தாலும் அந்த புதன் திசையில் இன்னும் நீங்கள் அவார்டு வாங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உண்டான பரிசுகள் கிடைக்கிறதுக்கு அந்த திசையில் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா மற்ற திசைகளும் நல்லா இருந்தால் குரு திசையிலே நீங்கள் சாதிச்சுடுவீங்க ஆனால் அந்த நட்சத்திரச்சாரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் வந்து புதன் திசை அது முடிஞ்சதுன்னா எழுபத்தி ஏழு வயது அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஏழு வருடம் வந்து கேது திசை கேது மகா திசை நடக்கும்போது எண்பத்தி வருடம் வ இந்த கேது திசையில் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கெட்டு போகிறது உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகள் பிரச்சனைகள் வரதெல்லாம் இந்த கேது திசையில் தாங்க அந்த கேது திசையில் ஞானத்தையும் கொடுப்பாரு ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ண வைப்பார் நிறைய கோயிலுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க அந்த டைமில் ஸ்பிரிச்சுவல்னா என்ன ஆன்மீகம்னா என்ன அப்படின்றது உணரக்கூடிய தருணம் வந்து அந்த கேது திசை அந்த ஏழு வருடம் அந்த எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் தான் சுக்கரதிசை வருது கேது திசையிலே மோஸ்ட்லி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதாவது ஏழு வருடம் வந்து அந்த ஏழு வருடத்துலயே உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் வந்து அதை உணரக்கூடிய தருணம் அதாவது பிறப்புனா என்ன இறப்புனா என்ன அப்படின்றதெல்லாமே உணர்ந்துருவீங்க அந்த டைமில் எழுபது வயசுக்கு மேலேயே நீங்கள் அதை உணர ஆரம்பிச்சுருவீங்க என்னால் அந்த கேது திசையில் வந்து உணர்தல் அதிகமாக இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க அந்த வயசில் நிறையா கோயில்களுக்கு இந்த மாதிரிலாம் செல்லக்கூடிய தருணம் அது அப்போ அதை உணர்ந்துட்டு மோச்சத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் வந்து உங்களோட மைண்ட் தாட்டில் வந்து உங்களுக்கு சேரும் அதுக்குண்டான நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியாக போயிடுவீங்க இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் நூறு வயது வரைக்குமே சொல்லலாம் உங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை வந்துடுது இருபது வருடம் அந்த இருபது வருடம் சுக்கரதிசை வந்து அது கடைசியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து நான் சொன்னேன் பெண்களால் அவமானம் அசிங்கம் பிரச்சனைகள்லாம் ஏற்படும்ன்ட்டு அந்த சுக்கரதிசையில் பெண்ணால் உங்களுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் பெண்ணால் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த கடைசி காலகட்டத்தில் ஒரு பெண்ணுனால நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அது கடைசி காலகட்டத்தில் இது தாங்க சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் தரப்பை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்